வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் கலைச்சல்வி ரகசியம் தெரிந்து கொள்ள இந்த ஞானகாரகன் நம்மளுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் ஒரு நல்ல குருவை கொடுக்கக்கூடியவரை வந்து கேது பகவான் அந்த மாதிரி வந்து மகந்சத்திரத்தில் பிறக்கிறவங்க கேது மகா தசையில் தான் பிறப்பாங்க ஏழு வருடம் தான் முதல் ஏழு வருடம் நான் வந்து சொல்கிறது மக நட்சத்திரத்துக்கு ஒன்றாம் பாதம் தான் சொல்கிறேன் அதை கணக்கு வச்சு நான் சொல்லிட்டுருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் இந்த மக நட்சத்திரத்தில் வந்து ஃபஸ்ட்டு பிறக்கிறாங்க அப்படின்னாவே நல்லா ஸ்ட்ரகிளோடு தான் பிறப்பாங்க குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டகால சூழ்நிலையில் தான் இருப்பாங்க முதல் ஏழு வருடம்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இவங்க வளர வளர இவங்களுடைய வளர்ச்சி வந்து இவங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு நல்ல ஒரு மேன்மைக்கு இவங்க ஃபேமிலி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இவங்க மூலியமாக இருக்குது ஏற்படும் சொல்லலாம் ஏன்னா மகா நட்சத்திரம் அந்தளவுக்கு சிறப்பு முதல் ஏழு வருடம் தான் ரொம்ப கடினமான ஒரு ஸ்ட்ரகிளோட ஒரு வாழ்க்கை வந்து உருவாகிறது வந்து அந்த குழந்தைங்களுக்குன்ற விட அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம் ஏன்னா கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம்தான் ஒரு டெவலப்மெண்ட் கண்டிப்பாக வரும் இந்த குழந்தை வளர வளர உங்களோட மேன்மை வந்து நல்லா நீங்க அவங்களோட தொழிலாகட்டும் வேலையாகட்டும் எல்லாமே ஒரு ப்ரமோஷன் கிடச்சி அடுத்த லெவல் போகிறதுக்கு உண்டான எல்லா வழிகளும் இந்த குழந்தை அவங்க வீட்டில் பிறக்கும் போது கண்டிப்பாக நடக்குங்க ஒரு லெவலுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரீச் ஆயிடுவாங்க நல்ல நிலைமைக்கு அதே மாதிரி மக நட்சத்திரம் லக்ன புள்ளியா இருந்து லக்னாதிபதியாகவும் இருந்தாலும் இந்த பலனை ஏற்றுக்கலாம் அதே மாதிரி க நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கர்மா வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட கர்மா வாங்கியிருக்காங்க சந்திர தோஷம் பெற்றுருக்கு அதனால தாய்ப்பாசத்துக்கு இவங்க இயங்குவாங்கங்க அதனால இவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பா இவங்க மேல அதிகப்படியான பாசம் இருக்கும் இருந்தாலும் மற்ற குழந்தைங்களுக்கு அந்த பகிரும்போது இவங்களுக்கு மனசுல என்ன ஏற்படணும்னா நம்ம தாய் நம்ம மேல மட்டும் ஒரு பாசம் இல்லாத இருக்காங்களே மற்றவங்க எல்லாரு மேலயும் பாசமா இருக்காங்களே அப்படின்ற அந்த ஏக்கம் வந்து இவங்களுக்குள்ள கண்டிப்பா இருக்கும் அது சுக்ரன் பிறந்த நட்சத்திரம் தான் மகம் அதனால ஆடம்பரம் கலை சம்பந்தப்பட்ட தொழில் இல்ல சினி ஃபீல்டு சம்பந்தப்பட்ட தொழில் பியூட்டிஷியன் சம்மந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரி ஃபீல்டில் இவங்க இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு மக நட்சத்திரம் வந்து லக்னமாகவும் இருந்து லக்னாதிபதியாகவும் இருந்தா இந்த பலன் இன்னும் சேர்ந்து 200% நான் சொல்லலாம் இந்த மாதிரி துறையில தான் அவங்க இருப்பாங்க அதே மாதிரி சினிமா துறையில இருப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன் பியூட்டிஷியன்லையும் இருப்பாங்க அதே மாதிரி சுக்கரன் பிறந்த நட்சத்திரம் தான் மகம் இவங்க வளர வளர இவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப விசேஷமான நட்சத்திரம் மக நட்சத்திரம்னு எடுத்துக்கலாங்க நம்ம அதே மாதிரி இவங்களுக்கு கண்ணில பிரச்சனை வரும் அதாவது ஐசெட் ப்ராப்ளம் வரும் ஸ்பெக்ஸ் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட இவங்களுக்கு வரும் அதாவது மகன நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஃபுட்டு வந்து கரெக்டானபடி எடுத்துக்கணும் இல்லை ஃபுட் பாய்சன் அடிக்கடி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை நீங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதிரின்னு பார்த்தீங்கன்னா என்ன எந்த நட்சத்திரக்காரங்கன்னா ஆயிலி நட்சத்திரக்காரங்கன்னா உங்களுக்கு பரம எதிரின்னு சொல்லாங்க அவங்ககிட்ட அதிகமாக வச்சுக்க வேணாம் பழகறது கூட கொஞ்சம் பார்த்து நிதானமாக பழகிறது நல்ல விஷயம் நீங்க எதுனாலும் ஓப்பன் டாக்காக தான் இருப்பீங்க மறைமுகமாக எதுவும் நீங்கள் செய்ய மாட்டீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டா பேசி ஸ்ட்ரைட்டா எல்லா விஷயத்தையும் சொல்லி கலந்துகிட்டு அதுக்கு தீர்வு தான் நீங்கள் காணுவீங்க மறைமுகமாக சொல்லி பின்னாடி சொல்லிட்டு ஒரு வார்த்தை முன்னாடி வேறு வார்த்தை அந்த மாதிரி சொல்கிறவங்க கிடையாது சிம்மராசி மக நட்சத்திரம் பொறுத்த வரைக்குமே எதுவுமே ஓப்பன் டாக்காக தான் இருக்கும் ஸ்ட்ரெய்ட்டாகவே நீங்கள் கேட்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பீங்க மறைமுகமாக கேட்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் கிடையாது அது வந்து எல்லா விஷயத்துக்குமே பொருந்துங்க சின்னவங்களை பெரியவங்க வரைக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை பொருந்தும் இவங்களை எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவங்க குழந்தைகிட்ட பேசும்போது குழந்தையாவே மாறிடுவாங்க பெரியவங்க கிட்ட பேசும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஃபெக்சிபிளாக எப்படி பேசணுமோ அவங்க பேசுவாங்க அது அந்த பக்கமும் வந்து இவங்களுக்கு சிறு வயசுலேருந்து அந்த பக்கம் மெச்சூரிட்டி எல்லாமே இருக்குதுங்க மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல புஷ்ஷன் கோருவாங்க அதாவது கவுர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாங்கன்னா சூரியன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஹையர் லெவல் போஸ்டிங்கில் தான் இருப்பாங்க இவங்க சூரியனோ செவ்வாயோ கொஞ்சம் வீக்காக இருக்குது இவங்களோட லக்னத்துக்கு அதெல்லாம் வீக்காக இருக்குது அப்படின்னா ப்ரைவேட் ஜாபாக இருக்குதுன்னா இல்லை பிஸ்னஸ் வந்து இவங்க அதிகப்படியாக இருக்குது அதனால் வந்து சும்மா சூப்பராக பண்ணுவாங்க நல்லா வழி நடத்தி கொண்டு போகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குதுங்க ஏன்னா இவங்க ஏழு ஃபஸ்ட்டு முதல் ஏழு வயசு வரைக்கும் கேது திசை தான் அடுத்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தேழு வயது வரைக்கும் இவங்களுக்கு சுக்கர திசை சுக்கரதசை இவங்கள மேன்மையை கொண்டு வரும் இவங்களோட இருக்கிற இடத்துல வந்து எல்லாருமே செல்வ செழிப்பாக தான் இருப்பாங்க இந்த குழந்தை அதாவது மக நட்சத்திர பிறந்த குழந்தைங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப அதிர்ஷ்டசாலியாகவும் இருப்பாங்க அதே சமயம் கஷ்டம் வந்து சிறு வயசுலேயே அவங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டுருப்பாங்க அது மூலிமா அந்த குழந்தைங்க கஷ்டப்படுறது கண்டிப்பாக இருக்குது அது ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கணும் அதே மாதிரி படிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஏழு வயசு வரைக்கும் அதனால் எல்கேஜி யுகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் போகும் சுமாராக இருக்கும் அதுக்கப்புறம் சுக்கர தசையில் நல்லா படிப்பாங்க ஒரு லீடிங் வருவாங்க அதங்காட்டியும் இருபத்தேழு வயசாக எழுது இல்லைங்களா லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய வயசு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி ஒரு நல்ல செட்டில்லா செட்டிலான ஒரு வாழ்க்கை தான் இவங்களுக்கு சாதாரண சும்மா சாதாரண வாழ்க்கை வந்து இவங்களுக்கு அமையிறது ரொம்ப ரேரு நல்ல செல்வ செல்வாக்கூட இருக்கிற கணவர் தான் வந்து இவங்களுக்கு அமைவாங்க ஒரு பிஸ்னஸ் இருக்கலாம் அவங்க அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் தான் உங்களுக்கு லைஃப் பார்ட்னராக அமைவாங்க ஒரு சில பேருக்கு அது சரியாக அமையறதில்ல அது எதனாலனா நம்ம வந்து பொதுவாக எடுத்துக்கலாம் சிம்ம ராசிக்கு மகரமும் கும்பம் இந்த ராசிலாம் செட் ஆகாது மேஷம் விருச்சகம் இவங்க எல்லாம் யாரும் செட் ஆக மாட்டாங்க அதனால இவங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ராசி நட்சத்திரத்தை வந்து தேர்வு செஞ்சு நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப பிரைட்டா இருக்கும் அதனால அவங்க லீடிங் கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்காது வழிநடத்தக்கூடிய எல்லா விஷயமும் இவங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சிம்ம ராசி மக நட்சத்திரத்துக்கு மட்டும்தாங்க இருக்கு மற்ற நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கு இருந்தாலும் சம்திங் ஸ்பெஷல்னே நம்ம சொல்லலாம் மக நட்சத்திரத்தை ஏன்னா வந்து ஆளுமை திறமை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அது வயசுக்கு மேலே அவங்க முடிவு எல்லா டெசிஷன் மேக்கிங் எல்லா டெசிஷனும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும் அடுத்து சூரிய மகாதசை வருது ஆறு வருடம் அதாவது முப்பத்தி மூணு வருடம் வரணும் உங்களுக்கு சூரியதசைங்க அதில் வந்து நிறைய ஜாப்பு கிடைக்கிறவங்களுக்கு சூரியன் நல்லா இருந்து செவ்வாய் நல்லாயிருந்துது தான் கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிடும் சூரிய திசையில் சூரிய தசையில் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சா அவங்க நல்லா செட்டில் ஆகக்கூடிய டைம் அந்த டைம் அதனால் அட்டகாசமாக இருக்கும் முப்பத்தி வயது வரைக்கும் அதனால் ஜாதகத்தை வந்து ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா நம்ம சொல்ல முடியும் ஏன்னா உங்க ஜாதத்துல சூரியனோ செவ்வாயோ குரு இங்கெல்லாம் எங்க இருக்காங்க எந்த தொழில் ஸ்தானத்தை பாக்குறாங்களா இல்ல லாபஸ்தானத்தை பாக்குறாங்களா எல்லா எல்லாமே நம்ம பார்க்கணுங்க ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும் இது பொதுவான கருத்து அப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே இது ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் நம்ம அனலைஸ் பண்ண முடியும் ஏன்னா என்ன சாரம் வாங்கியிருக்கு பத்து கொடினு என்ன சாரம் வாங்கிருக்காரு அங்க சுபர்கள் பாக்குறாங்களா இல்ல அசுபர்கள் பாக்குறாங்களா இதுல நம்ம ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் தெரியும் நீங்கள் ஜாதக என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீரை டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி உங்களுக்கு முப்பத்தி மூணு வருடம் ஆயிடுதுங்க அதுக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆகலாம் ஆயிடுவீங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் லைஃப்பில் செட்டில்டு தான் அடுத்தது சந்திர திசை சந்திரதிசை பொதுவாக எல்லாருக்குமே அது யோகம் தாங்க வருடம் நாற்பத்தி வயது ஆயிடுது பத்து வருடம் முப்பத்தி மூணு வயதுலேருந்து பத்து வருடம் கழித்து நாற்பத்தி மூணு வயது உங்களுக்கு சந்திர திசை சந்திர திசை உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குங்க அந்த சந்திர திசை வரும்போது பூர்ண பௌர்ணமியை வழிபட்டு வந்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் காரியம் நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக சூப்பராக நடக்குங்க அந்த டைமில் நீங்கள் வந்து குழந்த பிறந்து நல்லா செட்டில் ஆகக்கூடிய டைம் இது சந்திர திசையெல்லாம் முப்பத்தி மூணு வயதுக்குள்ளேயே செட்டில் ஆயிடுவீங்க இருந்தாலும் அந்த பத்து வருடம் வந்து இன்னும் உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை எல்லாமே அதிகப்படுத்தி கொடுக்கும் சந்திர திசை அதனால சந்திரன்னா என்ன சொல்லுவோம் மனோகாரகன் சொல்லுவோம் அதே மாதிரி அதில் ராகு புத்தியோ கேது புத்தியோ சனி புத்தியோ கிராஸ் ஆச்சுன்னா மன பிரச்சனைகள் உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் பாதிப்பு அதிகமாக ஏற்படும் அப்போ நீங்கள் ஸ்பிரிச்சுவலை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த சந்திர திசையில் அதிகமாக ஸ்பிரிச்சுவலை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆட்கள் சிம்மராசி மக நட்சத்திரம் தான் கண்டிப்பாக எந்த விஷயம்னாலும் ஒரு ஆராய்ச்சி பண்ணுவீங்க ரிசர்ச் பண்ணுவீங்க டக்குன்னு எந்த விஷயத்தையும் ஒத்துக்க மாட்டீங்க எதுனாலுமே இது வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் இது வந்து நம்ம அப்படியே நம்ப முடியாது எந்த விஷயமும் நம்ப மாட்டேன் அப்படின்ற கூடிய ஆட்கள் தான் நீங்க ஆனால் அது உண்மையாலுமே வெளிப்பட்டுருச்சு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி அந்த விஷயம் கரெக்டாக அப்படின்னு ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மனப்பூர்வமாக ஏற்றுப்பீங்க ஆனால் அந்த குழப்பவாதியாக ஆகிறது வந்து என்னன்னா சந்திரனோட ராகுவோ கேதுவோ சனியோ இருந்தால் ரொம்ப குழப்பிக்குவீங்க ஒன்றுமேலாத விஷயத்த நீங்கள் டென்ஷன் அழைக்கிக்குவீங்க அது மட்டும் உங்கள் உடம்பை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அது ரொம்ப பார்க்க வேண்டிய விஷயம் உடல் ரீதியான தொந்தரவு வந்து கண்டிப்பாக சந்திர திசையில் ராகுவோ கேதுவோ சனியோ ட்ராவல் ஆச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி நாற்பத்தி மூணு வயதுலேருந்து செவ்வாய் திசை ஏழு வருடங்க அது அட்டகாசமாக இருக்கு பூமி வாங்காதவங்களா அப்போ அந்த டைம்ல இடம் வாங்குவாங்க வீடு கட்டுறவங்களா வீடு கட்டுவாங்க இல்லை கட்டின வீடு விலக்கி வாங்குவீங்க அந்த செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் என்ன சாரம் வாங்கியிருக்கு என்ன நிலமையில் இருக்கு சுபர்கள் பார்வையில் இருக்கா இல்லை அசுபர்களுடைய பார்வையில் இருக்கான்னு பார்க்கணும் இதுதான் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஹாரோஸ்கோப்பு செவ்வாய் வந்து ஐயோ செவ்வாதம் வந்துருச்சு எனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் உங்க ஜாதத்துல ஜனகால ஜாதகத்துல செவ்வாய் பகவான் அட்டகாசமா இருக்காரு சூப்பரான ஒரு இடத்துல இருக்காரு அது சுபர்களுடைய பார்வை இருக்கு குருவோட பார்வை இருக்குன்னா உடனே நீங்க அந்த இடத்துல அந்த டைம்ல வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு நாற்பத்தி மூணு வயசுக்கு மேல இடம் வாங்கக்கூடிய அமைப்பு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு இதெல்லாம் கூட அமையும் ஏன்னா செவ்வாய் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பூமிகாரம் நல்லா இருந்தால்தான் நீங்க வீடே வாங்க முடியும் இல்ல அது வரைக்கும் நீங்க வாடகை வீட்டு தான் இருப்பீங்க அதே மாதிரி ராகு திசை அடுத்தது அம்பது வயது ஆயிடுது அதுக்கப்புறம் பதினெட்டு வருடம் வந்து ராகு திசை ராகு திசை மிக போராட்டமான திசை இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க சம்பாரிச்சு சேர்த்து வச்ச சொத்து அழியக்கூடிய காலகட்டம் வருடத்துக்கு இருக்குங்க அம்பது வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க சேர்த்தி வச்சதெல்லாம் டிராபேக்கை அழிஞ்சி ஆஹ் பிள்ளைகளுக்கு செலவு பண்றது கணவருக்கு செலவு பண்றது மற்றவர்க்கு சர்வீஸ் பண்ணுவீங்க ஆனா நீங்க அதிகமா சர்வீஸ் பண்ணும் போதுதான் உங்களுக்கு அந்த பணத்தை வந்து தக்க வைக்க முடியும் இல்லாதவங்க இல்லாதவங்களுக்கு நீங்க டெஃபன்டம் ஸ்கூலுக்கு இந்த மாதிரி செய்யணும் உங்களுக்கு சொல்லி தர தேவை நீங்களே செய்வீங்க இருந்தாலும் ஒரு விஷயமா நான் இதை சொல்றேன் கண்டிப்பா நீங்க செய்ய செய்ய செய்ய உங்களோட வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகாது கம்மி செலவு ஆகும் மீதியெல்லாம் நீங்க சேவிங்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐம்பது வயசுக்கு மேல பிசினஸ் பீப்புளா இருந்தாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் டாப் மோஸ்ட்ல இருப்பீங்க ஏன்னா ராகு வந்து பூஸ்டப் பண்ணி தான் கொடுப்பாரு இருந்தாலும் வேலைக்கு போறவங்களுக்கு வேலையில உள்ள தொந்தரவுகள் அடிக்கடி இடம் மாறுறது அதாவது டிரான்ஸ்ஃபர் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே ஆரம்பிச்சிடும் ஐம்பது வயசு கிடக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அறுபது வயசு வரைக்குமே உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கு மேலே தான் உங்களுக்கு குரு திசை வருது ஒரு அறுபத்தெட்டு வயது முடிஞ்சவட்டி நீங்கள் எல்லாம் செட்டில் ஆயிடுவீங்க எல்லாம் ஓரளவுக்கு நீங்கள் உக்காந்துருவீங்க ஒரு பொஷனில் பென்ஷன் அதாவது கவர்மெண்ட் ஜாபாக இருந்ததுங்கன்னா பென்ஷன் வரும் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தீங்கன்னா பிஸ்னஸை பார்ப்பீங்க பிள்ளைங்க அடுத்தது டேக் பண்ணுவாங்க அது விஷயமா நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுவாங்க அதை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் பகிர்ந்துக்கிட்டு அந்த எப்படி கொண்டு போகிறதுன்னு நீங்கள் வீக்கிலேருந்தே நீங்கள் அதை கைடன்ஸ் பண்ணலாம் பிள்ளைகளுக்கு அறுபத்தெட்டு வயசுலேருந்து பதினாறு வருஷம் வந்து குரு திசைங்க ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் அதாவது நீங்கள் ஆண்மையை பயணமாக நீங்கள் வந்து சுற்றுலா செல்வீங்க அதாவது அறுபத்தைந்து வய வயதுக்கு உங்களுக்கு அந்த குடுப்பணம் இருக்குது சிம்மராசி மக நட்சத்திரத்துக்கு வெளியே ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பு நீங்கள் எதாவது கோயில் பார்க்கணும் அப்படின்னா டக்குன்னு கிளம்புறதுக்கு உண்டான அமைப்பு வந்து குரு திசையில் தான் உங்களுக்கு அமையும் கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்க எண்பத்தி நாலு வயது ஆகிடுது அது வரைக்கும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது யோகமான திசை உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவும் இருக்காது அந்த டைமில் எல்லாமே வந்து நார்மல் கண்டிஷனுக்கு இருப்பீங்க அதிகமாக சுற்றுலா செய்யறதுக்கு நிறைய வா நிறைய சான்சஸ் இருக்குது எண்பத்தி நாலு வயதுலருந்து சனி சனி மகா திசை பத்தொம்பது அதாவது நூறு வருஷம் தாண்டிடுவீங்க சனி திசை வரும்போது உங்களுக்கு கருமாவை கொடுக்கக்கூடிய திசை அதுதான் அப்போ உடல் ரீதியான பாதிப்பு ஏற்பட்டு நம்ம வந்து படுகை நிலைக்கு நம்ம போகக்கூடிய அம்சம் வந்து அந்த பத்தொம்பது வருஷத்தில் ஃபர்ஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிடுங்க சனி திசை சனி திசையில் சனி புத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் எண்பத்தி நாலு வருது அப்படின்னா எண்பத்தேழுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள்லாம் வந்து சேர்ந்துடும் அப்பயே வந்து நம்ம ஏன் இருக்கணுமா போயிடலாமே அப்படின்லாம் தோணும் நீங்கள் அதையும் ஸ்டேபிள் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும் ஆன்மீக சிந்தனையோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தியானம் பண்ணிட்டு உங்கள் காலத்தை நீங்கள் கழிக்கலாம் தப்பு இல்லை ஸ்பிரிச்சுவல் நோக்கி பயணம் பண்ணிட்டீங்கன்னா வேறு எதை பற்றியும் எந்த சிந்தனையும் உங்களுக்கு இருக்காது அதே மாதிரி சந்திரனோட கர்மா வாங்கியிருக்குன்னு சொன்ன இல்லைங்களா அப்போ தாய் பாஸ்துக்கோசரம் ஏங்குவீங்க தாயினால் உங்களுக்கு அரைவெனப்புன்றது அதிகமாக கிடைக்காது மன ரீதியாக கொஞ்சம் குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குங்க அது இல்லாமல் நீங்கள் ஷைன் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் ஷைன் பண்ணுவீங்க முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு கடந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஷைன் பண்ணுவீங்க அதாவது லேட்டாக உங்களுக்கு வரும் சிறு வயசுலேயே உங்களுக்கு பேரண்ட்ஸ் அந்தளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஓரளவுக்கு நல்லா வருவாங்க நீங்களும் நல்ல நிலைமைக்கு படிச்சுட்டு வருவீங்க இருந்தாலுமே நீங்கள் சுயமாக நிற்கக்கூடிய விஷயம் வந்து முப்பத்தைந்து வயதுக்கு மேலே தான் நீங்கள் வந்து உங்களுடைய டேர்னிங் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களை தேடி வரத்துக்கு உண்டான நிறைய இருக்குது அதை நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூஸ் பண்ணிப்பீங்க ஏன்னா அறிவாற்றல் உங்களுக்கு அதிகம் சிந்தனை வந்து ரொம்ப சூப்பரான சிந்தனை உங்களுக்கு சொல்லலாம் எந்த ஐடியா கேட்டாலும் உங்ககிட்ட கேட்டுட்டு ஆலோசிச்சுட்டு போனால் அந்த காரியம் வந்து நல்லபடியாக நடக்கும் ஏன்னால் மக நட்சத்திரக்காரன் அந்தளவுக்கு டேலண்ட் அவங்க சிம்மராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரங்க அந்தளவுக்கு டேலண்டாக இருப்பாங்க அதே மாதிரி புத்தி கூர்மை அதிகம் ஸ்பிரிச்சுவல் கண்டிப்பாக வந்து வெளியே சொல்கிறீங்களா இல்லையோ உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக கடவுளை வேண்டுவீங்க கடவுளை கும்பிடுவீங்க உங்களுக்குன்னு ஒரு குரு வந்து வழிகாட்டுதல் மூலிமா உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார் அது எவ்வளோ பெரிய குடுப்பினங்க அது எவ்வளோ பெரிய விஷயம் அது மக நட்சத்திரத்துக்கு மட்டும் அது இயல்பாகவே இருக்குங்க அது லக்ன புள்ளியாகவும் இருந்து லக்னாதிபதியாகவும் உங்களுக்கு மக நட்சத்திரம் கண்டிப்பா நீங்க ஸ்பிரிச்சுவலை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய காலகட்டம் வரும் அப்ப நீங்க வந்து உணர்வீங்க நம்ம ஏன் பிறந்தோம் எதுக்கு இந்த குடும்பத்தில் வளர்ந்துருக்கோம் இவ்வளோ கஷ்ட நஷ்டம் எதுக்கு இதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம் வாழ்க்கையில எதனால பிறப்பு அப்படின்ற அந்த சிந்தனை எல்லாம் உங்களுக்கு அந்த கடைசி காலகட்டத்துக்கு வருங்க அப்போ நீங்க நீங்க ஸ்டார்டிங்லேருந்து ஸ்பிரிச்சுவல் தான் பயணம் பண்ணுவீங்க இருந்தாலும் அதோடைய டெப்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கிறது வந்து முழுமையாக தெரிஞ்சுக்கிறது ஒரு அறுபது வயசுக்கு மேலே தான் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்போ நீங்கள் வந்து உணர்தல் எல்லா விஷயமும் உணர்ந்து செயல்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டு டக்கு டக்கு டக்கு டக்குன்னு பேசிடுவீங்க தயவு செஞ்சு எல்லார்ட்டையும் அந்த மாதிரி பேச வேணாம் எல்லாருமே நம்மள மாதிரி பிரில்லியண்ட் இருப்பாங்க இல்லை நம்மள மாதிரியே பேசுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது சில பேருகிட்டே பேசிட்டு சில பேரிட்டே நீங்கள் பேசலாம் தப்பில்லை ஏன்னா அவங்க தப்பாக நினைக்காதவங்களாக இருந்தால் நம்ம டக்கு டக்குன்னு பேசலாம் தப்பில்ல எந்த விஷயமாக இருந்தாலும் மனசில் வச்சுக்க மாட்டீங்க வெளியே சொல்கிறது நல்ல விஷயம் அது சிம்மராசிக்காரங்களுக்கே அது பொருந்தும் ஏன்னா மகமா இருந்தாலும் சரி பூரமா இருந்தாலும் சரி உத்தரமா இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரக்காரன் இருந்தாலும் ஓப்பனா பேசுவீங்க அது நல்ல விஷயம் ஆனா சரி இது தப்பு எதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணிட்டு பேசுனா நல்ல விஷயம் ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்மளுடைய ரத்தம் நம்ம பிள்ளைங்களுக்குதான் சப்போர்ட் பண்ணோம் அப்படி பேசக்கூடாது தப்பு எது சரி எதுன்னு நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தப்பா இருந்தா பிள்ளைகளை திட்டுணும் அடக்கணும் இல்லை என் பிள்ளைங்க வந்து கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயங்கள் கூடாது சிம்ம ராசிக்கு சொல்றேன் ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் பண்ண மாட்டீங்க ஸ்டெய்ட் ஃபார்வர்டு கரெக்டாக தான் நியாயமாக தான் பேசுவீங்க இருந்தாலும் தப்பேது சரியேதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய ஆட்கள் தான் நீங்கள் அதனால் அந்த விஷயம் எந்த சைடு தப்போ அந்த இடத்துல நீங்கள் பேசி தான் ஆகணும் எந்த இடத்துல ரைட்டோ அவங்ககிட்ட நீங்கள் அதை சொல்லி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஆனால் நியாயமாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் அதனால தான் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தெலாம் சொல்கிறேன் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க இருந்தாலும் சில விஷயங்கள் நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவின் எனர்ஜி ஹீலிங் தரப்பே கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்